உலகின் தனித்துவமான உயிரினமாக கருதப்படும் காண்டா மிருகங்கள் அதன் கொம்புகளுக்காக வேட்டையாடப்படுகின்றது காண்டா மிருகங்களை பற்றி மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு இந்த அற்புதமான உயிரினங்களில் எஞ்சி இருப்பதை பாதுகாப்பதையும் நோக்கமாக உண்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக காண்டா மிருக தினம் கொண்டாடப்படுகிறது